வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன் நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் நாங்கள் இருக்கிற வீட்டிலையே மாடியில் நாங்கள் போகிறதுக்காக ஒரு புது வீடு கட்டியிருக்கோம் அந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசம்னா அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நடந்த நிகழ்வுகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோ கோம் போட்டாங்க எடுத்து வச்சிருந்த ஓமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க மூணு மணிக்கு கோலம் போட்டோம் கோலம் போட்டுட்டு வீட்டுல முத முதல்ல கொண்டு போய் வைக்க வேண்டிய பொருளான மஞ்சள் உப்பு நிறைய தண்ணி அது மூணையும் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் எங்களுடைய தலைவாசல்ல நுழைஞ்ச உடனே இதுதான் வலது பக்கம் ஒரு பால்கனி இருக்கு நான் சொன்னேன் இல்லையா பாருங்க கிச்சன்ல ஈசானிய முக்கில தான் மஞ்சள் உப்பு நிறைய தண்ணி கொஞ்சம் சமையல் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால சைட்ல உள்ள கபோர்டு ஒர்க் மட்டும் ஒர்க் எது ஆழத்துக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு மேல உள்ள லேப்டும் டிரெஸிங் ஒரு மிரரும் இந்த பக்கம் சைட்லலாம் நாங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணலை ஏன்னால் கீழ் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது இந்த நிறைய செல்ஃப் இருந்ததுனால எங்களுக்கு அதில் கட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் நான் இந்த சொல்லிட்டேன் ஒன் சைட் ஃபுல்லுமே கபோர்ட் ஒர்க் போட்டுட்டோம் இல்லைன்னா மிச்சர் ரெண்டு பக்கமுமே நீச்சாக இருக்கணும் வேறு எந்த வித செல்ஃபுமே சொத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அட்டாச்ச்டு பாத்ம் லின் சைடில் இருக்கு இந்த பெட்ரூம்லையும் அதே தான் சொன்னேன் ஒன் சைடு ஃபுல்லுமே கபோர்ட் வந்திருக்கும் மிச்சம் மூணு சைடுமே வந்து கிளியராக நீட்டாக இருக்கும் வேற எந்த வித இதுவுமே நம்ம சவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் எய்ம் பண்ணியே இதை போட்டோம் நுழைஞ்ச உடனே அந்த செல்ஃபும் ஜெனல் அந்த இதில் கிளீனாக முடிஞ்சிடும் ஏன்னா அப்போதான் நமக்கு இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் கீழ் வீட்டில் பார்த்துக்கலாம் இதுதான் எங்கள் தலைவாசல் பையன் ரொம்ப பிளான் பண்ணி போட்டான் இந்த மாடல் கீழே வந்து தாமரைப்பூ தாமரைப்பூலேருந்து ஒரு கொடி வந்து மேலே அப்படியே பாவை விளக்கு அந்த பாவை வந்து தாமரை மேலே நிற்கிற மாதிரி மகாலட்சுமியை வரவேற்று நிற்கிற மாதிரியே இருக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்ச வாசல் காலு ஸ்டெப்ஸ்ல தேர்னவங்க ஃபர்ஸ்ட்டு போட்டிக்கு வரும் போட்டிக்குல இருந்து இழக்க பார்த்த வாசல் தான் எங்களுக்கு தலை வாசலுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸே பெருசா இருக்கும் உட்கா பெரியவங்க எல்லாம் டிவி விட்டுட்டு நாங்க தனியா போடல கீழே வந்து பசங்க புக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மட்டும் போட்டு விட்டுட்டோம் ஏன்னா வால்லதான் போட போறோம் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ணும்ஸ்க்கு முன்னாடியே இது எல்லாமே கேமராமேன் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க என் பையன் எப்படி எப்படி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் இருந்து நாங்கள் அதுக்குள்ளே கீழே வந்து கணபதி ஓனத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் கிடையாது தாய் வீட்டில இருந்து விளக்கு சாமி படம் தங்கச்சியும் எங்களுக்கு அரிசி பெட்டி அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் அதே மாதிரி பால் காய்ச்சல் எடுத்து வச்சிருக்க பருப்பு கா எல்லாமே ஃபுல்லாக ஒரு செட்டு அவங்க இதெல்லாம் கணக்கு இருக்கு காய்கறிகள் இவ்வளோ அரிசி இவ்வளவு பருப்புன்னு அதை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி ஓமகூட்டத்துக்கு தேவையானது ஐயர் எழுதி கொடுத்துருந்தேன் நெய்வேத்தியங்கள் எல்லாமே நான் செஞ்சுருந்தேன் அப்பம் சங்கரை பொங்கல் அதே மாதிரி வெளிப்பொங்கல் எல்லாமே செஞ்சுருந்தேன் நாங்கள் அப்படியே வரிசையாக வீட்டுக்கு பொருளை எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தோம் அவர் வந்து ஐயர் சொல்லிட்டாரு கோபூஜைதான் விளக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அரிசி உப்பு புளி பருப்பு மஞ்சளும் வச்சிருந்தேன் நானு வச்சுருந்து அதை கொண்டு வந்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் கீழே வந்து கோபூஜை பண்ணோம் நெத்தில கொம்புல அப்படியே பண்ணுவாங்க அப்படியே ஒரு மணம் ஒரு ஆள் மட்டும் பண்ணுவாங்க ni ponma paayapettadha kandri paasha vee chideva bothe ee maatra gashike andarulla round adanu indarulla round ave inga manasi ki round adarya indarulla round ave inga நீ <tos> மஞ்சள் <flix> ீ பிரோய மனசாண்ட <laughs> <laughs> கண்ணுங்க அந்தி நீரே தீரமா பக்தி மாலிகாண்டவர் பயாமே தேசிய ஊதிரி வந்துட்டாலே மேலே கொண்டு போய் காங்களோ ஆமா ஊதிரி அட்சரம் பண்ணவேணமா கேலி எடுத்து ஆமா அட்சரம் பண்ணவேணமா ஊதிரி ஆ எரு ஆ தேவி அட்சைடலைல மகாலனுடைய அனுகிரியங்கள் ஐஸ்ங்களை கொடுக்கணும் சொல்லி மஹால்தான் விஜயலக் வாங்கன்மந்தடாந்திரா ஓம் ஐரீ நமாஸ்தே நமஸ நந்தினீவா ஓம் दुर्गा लक्ष्मी सरस्वती नमः अदरदन सरस्वती देवी नमः सरस्वती नमः प्रणोदेवी धरस्त देवा देवीर्वादिनी वदी धीनाम विद्धजवतो दुर्गा अंबिकाए नमः अंगा त्यागनाज वित्महि निवार्दि विहि तन्नो दुर्गि प्रसाद गादे गौरी विमाये हलला अंशक्षत्ते पति पतिता प्रदेशटा वदेव वदेव ओढ़े आस्त्राक्र परामे व्योघन्नम நெத்தில விஷ்ணு நமஸ்திரோ மகாணபுமணி <Sessly> மகணவா யோாயம்லயோக மாத்தீர்மாயம் பத்மராம்மி மாம் நுப்பாதிவம் தித்ரீ மாம் புஷர் சுக்லமாலியம்பராயம்லையோயம் விணுபீ நே நாராயண மகாரிஷ்ரிதிராங் சமையூபீபே மனோஹரேவான கமியூ ஓம் மாதரே நமமி கமலே கமலாகதாஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணுஸ்வரனார் விஷ்வமாக நிரோததே கமலா கோமலகதாவரி தக்ஷி பிரதிவர நமதாம் தர்ண்னி ஓம் கலயாதகல்வியும் பரகாதமெதும் ஓர் கபடு மஹாராதனற்கும் கன்றாத வலமயம் சுன்றாத இளமயம் களும் விநிலா வானின் பாதத்தில் நண்பும் அதனைப் பெரிய தொண்டரோடு போட்டு கண்டாய் அழகாடி எழுதியே ஆதி கடவுரின் வாழ்வே முரீதன் ஒரு வாழும் சுகவாணி உள்ள கூட்டிருந்தாங்க Robert��은 puresta arguing rather than stukip presents quien αυτ Pick discussion ரொம்ப கஷ்ட பள்ளமா இருக்கு அப்படியே திருக்கே திரு ஒரு பூஜை பண்ணுங்க தா நே நாலம்ீ மகணபாண்ட மஞ்சல்லும் ரெண்டு பேர் செய்ய காஞ்சாத்தியா <frankly>. <Mantra>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 ூலம் ஹம் கபாம்பனநாசனீட்டம் அகிலபுவன மாத ீஸ்ரீ உத்தரவு கடை ஜானந்திரா பிரபு अरिध्या देहि मे प्रभो पुष्प तव कोटरा हा बोला दे बोला देवा दानग्रह सिद्धि रस्तु उपदीभि विदेद्यानंतत्वां देव देवानं धूपयम् हृदय्यभां भूमात्रावयामि दुबान तंमरणं अर्हयितो भजवे ओम स्ता श्री प्रभा पूर्णं हि पाजार त्रिक रागिनी வீட்டு பெரியவர்கள் வந்து காமிச்சு சொல்லுங்க எல்லாரும் வந்து காமிக்கலாம் சுவாமி வீட்டுல சொன்ன பலந்து போக வேண்டும் வேணாச்சு எல்லாருமே காமிங்க போய்வ Ginsனாgery போயம் வருகாகுBoxதிவேன decl neurotibles keeவிடட்டும் வருகிற issuingஷா மனம் GOD போய் гарம் Creation நீங்களுக்கிறய் வமைவாக சம்புயம் ாட்டாண்டு ப되는்புangel wnraulிய capturesுக்கிறாக angles ச Fehupidல பேயத்துப்ப்பயney.." vtேவேனு பெய்குத்தும் செல்லtam த מחσι서도 neo Flint facto neutron காதிரு diplomatic்கின்பன்்簿 Kens decentralயா Excel கிதத்து decía ஆ வாங்களுக்கு வழக்கம் ஏற்றேன் ஆய்கேடே நான் ஆசைப்படுறேன். வெற்றி கண்டே கொண்டால் அந்த வெற்றி தான் பெரிய சந்தோஷம். நிலையான ஆனந்தமய சுந்தரமயஹா அதிதாட நாத்யோசிம். உமிரக்ஷம்ம் வாசி. hari hridhayam hridhayam namasthe shrimavaah yamin om sarvaab divadana ayurdevada nirma nakshatra devada nirmaavaah yamin vaastu rutaka namaha mani gaurava darar thavai grami ram bhagava devana dravaya meedana bodhadeva mudra devam namaha ivagaya vaastu umgarma கபயம் கரஹங்கத்ரியோஸ்யவாதத் திரியேஸ்வஸ்தாஸ்யாவா கேதம்மந்தவத்ரம் சிரவபரதமவீதிங்கட்டகேதம் கரஸ்யே வரதமனலகேதம் லங்குசம்த்சவாமீ சததமிதரூபம் சிவவாலாஸ்னி தேவிஸ்வாராயேதே ராலீலமன்ன அனீஸ்பரதோதஜாதே அக்னயே இதந்நமமா நம்பிங்க அந்தடே உள்ள போடுங்க ஓம் ஆதாரம் நிர்மானந்தா தானமாหาதரவஹந்தா ரோஹ ஞானாளானமா веда கேдра майஷ்மிக் ரிதிகாக நம하 ஹவ நம பஸ்வரியோ அக்னி மூர்த்தே நமஹா வைஸ்காராயத்யாலினாலினம் அக்னி ப்ரசோதஜாத அக்நஜே நமஹா அக்னிம் ப்ரதிஷ்டாப்யாம் குஞ்சல குஞ்சலமா கால் பாத்ரத்தை எடுத்துட்டு வந்து பே <laughs> பண்ணிட்டு ஜ <laughs> ப்ரபானர பக்தாய பகலராஜதస్య கிருஷ்ணனேஸ்யா பரே பரேஸ்வரேம் பரமராஜதస్య பரவீதம் பந்துநিত্র වර්ගாணாம் சககுனிம்பஸ்யா ஈரியே ஜே ஆதிர் ஆரோக்கியே ஐஸ்வரியானம் அபிவிருத்யம் தர்மார்த்த காம்யோ முக்தே சகுவிவிதவ புர்கார்தஸ்யதஸ்யத்யம் தநரோத்யா மாంగళ్య வலம் நிலைத்திருக்கும் колиதா ஸ்தவதியை செய் தர்மோத்யா தீர்க்க சூமா தெல்லதா சித்யதம் அஸ்ய குமாரस्यம் குமாரस्य நவநபுர மகாததிவாத நமஸ்து அகலே க்ருத்யா ஓம நமஹ லங்காபாதரபாவால கப்பல் சுண்டல் சக்கரபங்க மூணு செம வரலைதா பண்ணுங்க ஓ கரைசதா கடீதுதவனசே கபோதகம் பாரதபூமிய பிரபாகார சந்தே பாலகனதிவம் பாலகனவனே நமஹ ஓம் வரஹ மாம் அகிம் வா மேக விந்தேன நபோர்தவத்தாய் தேஸ்தரா தபிருமணப்ரதாஸ்மன்னமோகிஸ்தேதராக்ஸ்வா ஏகந்தாயுக்தேயுக்தாய திவை அமோர்தேயேவதே ஆஸ்வா ஏகந்தாயுக்தே சூரியப்ரபாகாரே அந்தே பகரணா திவம் பாலரணவதேஸ்மா 옴 கரஸ்தகதலீது தேவதே சுகமோதகல சூரியப்ரபாகாரே அந்தே பகரணா திவம் பாலகே 옴 ம்ஹோம்கதேயே ரம்ப மாதா சர்வா ரோஹன் சர்வ ப்யாதி விவாரே நிவாரம்பத்வா ஓம் நமோ பகவதே ரம்ம வரமூதி தேவோ தர்பதங்கடம் நம வரமூதி தேவோ தர்பதங்கடம் சர்வ கஷ்டம் சரலோகம் சர்வோம் விராதி நிவாரே நிவாரம்பத்வா ஓம் நமோ பகவதே ரம்ம தங்கடம் சர்வோ ப்யாதி விவாரே நிவாரே நிவாரம்பத்வா What you saying is all right, it's here to make a light of like a lot ofazioni. One, two, three, and ten. One is to repeat oh right. And once you have been taught, now am the way that you behave I test them I am a person but they do not see the same thing. மக்கடபேரம்தீர் <tos> ஸ்வாஹா வேரセンター பொது ஸ்தாபன சங்காஹா யாரதி நிட்ட கர்தா ஸ்வாஹா நங்கேவேவே சௌரியமேததே சமுத திடங்காயேதா ஸ்வாஹா குறங்க நீ தண்ணி ஊத்த மாட்டேன்னா தண்ணினால திக்கோஸ் வெயிட் பண்ணாதீங்க இப்போ அந்த சக்கரம் சுத்துனாலும் கூட லதன குனையவத நவச்சியாரவே நவச்சியாரதே ஆதல குனச்சியாரவே தனம் தங்கிவிதரும் நாதந்தரியா சந்தரம் விவடிவுரும் தந்தே வெப்பை குருசே நடவே ஆரஹ I am hungry right l�ki this is fully handled this is full It wants to score a Gyorn நாய் குவை பரமகித பசிப பரமகித பரமையா இகம்பாய் கிதாய் மனிதராய் தேயாய் கரங்கராய் பதசராய் நீ முனிபராய் சரசேர் வெர்மானி ததேஷ்டதுமானே பூர்தர் மேஞானதா பொதுவப தம்பர தீன் நோகரியே நோகே முன் கரிய முன்னவர்மே தோகம் பரவும் குணவுளாக்ஞயனே காதுமே காவனி கண்பரியே கேரொளியே ஆகின்ற எல்லனே அத்தாய் நீ காயின்ற தோசை சுருளியாய் கொண்டானும் மாமாய் ஐயரத்தின் வேபேரே அன்பே நீ வா கேற்றே கேற்ற தெரிகேன் என் சிந்தை தேவா நம்பவதி தாயு புருணாசேந்திக ஆயுளேவே விடையோ அதிதேஷ்டே வள்ளாந்த வள்ளாட்ட வள்ளார்தாண்டே வள்ளோரின் நாயகன் வள்ளாட்டன் கோவிந்தா உம் கீரேமா ராம் திரஸ்து தேவோ பவது லாஜனனா படிச்சு கடைகுல கல்யாணம் நேரத்துக்கு வந்து நோக்குமாம் ஆமா இந்த காமதேஸ்வரர் பரசிவனா சொல்லை மாதிரி மலை மாதிரி இருக்கும் கல்யாணத்தையும் பண்ணணும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ठीक देर कर दिया कौन करना है आके भी यार मैं केला 10% हूं मैं नहीं रह बोल पेट्रोल वो बढ़िया है यार गाड़ी वो तीन घोड़े गाना है सब पे करन पूरी सीख मटेरियल हम मानती अधिक मांग ओके शंकर ना वो रेस्टोरेंट है गाड़ी कार तुम समय போடணும் ஆதி என்ன சாம அந்த தெருலயே போகுங்க 大丈夫、オッケー、オッケー。Okay, okay, அதுக்கு பதிலா வந்துட்டு சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் தா போகறதனா ஆ இல்லடா சப்ஜெக்ட்லாம்லாம் வந்து என்ன சென்ஸ் அத அப்படியே எடுத்துறேன் சீன்ஸ் மீக்கிங் மீக்கிங் எங்க பையன் கேக்குறான் வீடியோல வந்துட்டு மேட்ச் எடுக்கேமா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 நீங்க கொஞ்சம் முன்னாடியே any membership or or something okay okay thank you sir thank you sir serious <laughs> problem okay serious okay Yeah, yeah, I got sad down there. நன்றிவா <laughs> <laughs> <laughs> அங்கே தெங்கில்ல. லேவ்கே லாக்சஸ் பார்ரிடானா. தேங்க் யூ மை. தேங்க்யூ மை. எங்க நம்பர்ல. எங்க நம்பர்ல. அப்போலாம்ல. ரெண்டு பேருக்கு தெரியுமா ஒரு டைமட் இருக்கு பாருங்க சியாமா பாருங்க இங்க இருக்கு டைமட் செட்டிங் இருக்கு பாருங்க அதுல ஒரு டைமட் மாத்தலாம் ஒரு கேஸ் ஆ இருக்கா சாமின்னு என்ன இருக்கு நான் என்ன பண்ணிடலாம் சாகியா பாருங்க மாமா யோருக்கு கூட இல்ல அது அதுக்கே இரு பா மார்க்கெட்டே ஒரு டைமட் இருக்கு அது வந்ததே ரொம்ப சந்தோஷம் यार லோ ஃபோர் இஸ் கேம் உங்களுக்கு Yeah ¿Cómo? <tose>